இதே மாதிரியான ஒரு வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸை நீங்களும் எடிட் பண்ணுமா அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்க புதுசாக இருந்தால் பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் நோட்டிபிகேஷனை தட்டிவிட்டு அப்பதான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வரும் சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம்